எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்குது எனக்கு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா சப்த்க்ரைஸ்க்ரிப்ட் டோன் வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண ஒரு அக்கா வந்து அந்துகிட்டுருக்காங்கன்னு சொல்லி சேவ் பண்ணாங்க சரிங்களா என்ன இதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம மேலே கவர் வந்து கிழிச்சிக்கிறேன் டேமேஜாக இருந்த மேடம் வந்துருக்கு என்ன இதுன்னு என்ன சொல்லி பார்த்தா ஷூ இருக்கு சரிங்களா ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிராண்டடாக வந்துருக்கீங்க எவ்வளோ காசம்னு சொல்லி இல்லை நான் நம்மளுக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒரு ஷூவுக்கு மூணு ஷூ அனுப்பிச்சுட்டு இருக்காங்க தம்பி வந்து வெறுங்காலும் ஓட்ட ஷூ போட்டி சூப்பராக இருப்பாங்க நல்லா இருக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லி தான் அவனும் க்கா கண்டிப்பாக ட்ரெக்கிங் போகும்போது இல்லை பைக்கு வாகோ இல்லை வந்து வேற எங்கன்னா வெளியே போகும்போது கண்டிப்பாக ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பாருங்க இந்த ஒரிஜினல் இது மாதிரி இருக்க பாருங்க சூப்பராக தான் இருக்கும் பத்து இன்ச்சு கரெக்டாக நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அதாவது தம்பின்னு சொல்லலாம் கூட பிறந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் கூட பிறக்கல பார்த்தீங்கன்னா எனக்கு கிம்பிள் ஒன்று ஒன் டைம் ப்ரெசன்ட் பண்ணார் ஆனால் இதை நான் போடலான்னு பார்த்தா ஆனால் இந்த இதில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஆர்டோப்ச கிம்பிள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபி முத்து சிபிராஜின்னு சொல்லிட்டு மைக் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு இது மைக் வாங்கி தரும்போது அது வந்து வாடகை ரங்காவுக்கு போகலாம் அங்கே தருமபுரி இதுதான் அது வந்து ரங்கா ஃபேமஸ்ஸுங்க தர்மபுரியில் இருக்கிற ரங்காவது ஃபேமஸு அங்கே போகிட்டு போய் எனக்கு தேவையாகிற பொருள் என்னென்னு வேணும்னு கேட்டான் நானும் வந்து சரி இதெல்லாம் வேணும்னா இது அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொன்னேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே கிம்பிள் எடுத்து கிம்பிள் வந்து வாங்கி கொடுத்தான் சரிங்களா ட்ரைப்போர்ட் சப்போர்ட் இது இது இது ஒரே கிம்பிள் மாட்டான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரைடு பெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து கைப்படி இதாகும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நான் பண்ணிக்கலாம் and yeah. off.